புதுசா ஒண்ணு போறீங்க என்னடா அது ஒரு புதுசுன்னு கேட்காதீங்க வீடியோ முழுசா பார்த்து உங்களோட கமெண்ட் பதிவு செய்யுங்க இன்னொரு விஷயம் இந்த வீட்டில் போடாத நிறைய விஷயங்கள் வீடியோ உங்களுக்காக காத்து பண்ணுங்க வெல்கம் வெல்கம் வெல்கம் பேக் டுவோம் வேலூர்ல இருக்கோம் வரைக்கும் வெளியிலோ இல்லனா உள்ள வெயிட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த அப்படியே வாங்கி ஆச்சு ரெண்டு டிக்கெட் கிட்ட வந்து பிரீமியம் தான் எடுத்துக்கோ வேற லெவல இருக்க போது சமயம் இருக்கும் போது வீடியோ என்ஜாய் பண்ணி உள்ள எல்லாம் எப்படி இருக்குள்ளோ உள்ள போறதுக்கு ஒரு சிக்கன் போயிட்டு புதுசா பண்ணலான்னு பார்த்தேன் இப்ப இன்னைக்கு நம்ம இங்க எங்க வந்திருக்கோம்னா VIT அண்டே இருக்குறே சிக்கின்கு தான் இங்க வந்திருக்கோம். சென்சிโดனல்ட் பக்கத்துல இருக்கறே சிக்கின்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து ரிவ்யூ பண்ணலாம் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். என்னென்ன இருக்கு உள்ள என்ன ரேட்ல இருக்கு சோ மெனுஸ் எல்லாம் எல்லாமே பார்க்கலாம். என்ன கீப்ஸ்ட் ரேட்ல தா இருக்கோ அது கெட் பண்ணி நம்ம இன்னைக்கு சாப்பிட போறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குனே டிஃபரென்ஸா இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் இருக்கே. டிஃபரென்ஸா இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் இருக்கேன். பட் 버거 பீசா அது விட்டு நேரதன டிஃபரென்ஸா ட்ரை பண்ண இருக்கேன். உள்ள இருக்கா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் பார்க்கலாம். இன்ட்ரோ பார்த்தீங்களா? இப்போ உள்ள போலாம். அது முன்னாடி வந்து சேனலை விட ப்ளீஸ் Subscribe பண்ணுங்க. ஒர்கிட்டர் அது அதனால நான் வயிற்றுல வருது நல்லா பரவாயில்ல கம்மி வேலை தான் இருக்கேன் நீங்கள நம்ம ஐந்ஸ் போலாம் உள்ள போட கவுண்டர்ல டிக்கெட் வாங்க வந்துட்டோம் செகண்ட் பண்ண வந்தோ ரொம்ப பிரீமியரா இருக்கு செம்மையா இருக்கு இந்த ஒரு பிளாக்கு அண்ட் அங்க இருக்கு அந்த பிளாக்கு இந்த பிளாக்கு இந்த பிளாக் எல்லாம் அந்த ஒரு பிளாக்கு தான் நம்மளது தெலுங்கு அண்டு தமிழ் இங்கிலீஷ்ல இருக்காங்க இங்கிலீஷில் எல்லாம் இறத்துக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து லிஃப்ட்டில் வந்து அதெல்லாம் ஆஃபர்ஸ் ஸ்னாக்ஸு பார்த்து வந்து ரெஸ்ட் ரூம் போனால் கீழே போகிறோம் ஸோ கீழே டவுன்ல போயிட்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமே அந்த பக்கம் பக்கத்தில் ரெண்டு ஸ்க்ரீன் இருக்குது ஸோ இந்த பக்கம் ஒரு ஸ்கிரீன் இந்த பக்கம் ரெண்டு ஸ்க்ரீன் ஸோ மொத்தம் பக்கம்னா இந்த பக்கம் ஒரு வண்டிக்குமே தனியா கேட்டு இருக்கு வண்டி வாங்கிருக்கேன் சொல்ல வண்டி எடுத்து தனியா நான் போடுறேன் தனியா வந்து கொஞ்சம் பண்ண வேண்டியது காமிக்கல நானு